எல்லாருக்கும் வணக்கம் வேர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கைமுட்ட டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாரியாக எங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் வர்ணா சாரீஸ் காம் அந்த வெப்சைட்ல மட்டுமே இந்த சாரீஸை வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க பாடி ஆஃப் சாரி வைலட் கலர் பலன் பிளவுஸ் ராமர் கிரீன் கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்டு கோல்டு ரெண்டு ஜரிலையுமே ஆல்டர்னேட்டிவாக வருங்க பள்ளுவில் வரக்கூடியது கோல்டு சரி பாடி ஃபுல்லாகவும் இந்த புட்டாக வருங்க மேலே பார்த்துட்டிங்கன்னா சின்ன புட்டாவும் கீழே பாட்டமில் மட்டும் மேங்கோ டிசைனில் இருக்கக்கூடிய பெரிய புட்டாக வரும் இந்த சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வர்ணா சாரீஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே மட்டுமே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க இந்த சாரியுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் அபவ் இருக்குங்க இன்க்ளூடிங் பிளவுஸ் வித் ஆஃப் த சேரீ 45.5 inches above தாங்க கண்டிப்பாக இருக்கும் உடைய லென்த்து கண்டிப்பா 70 cm இருக்குங்க வித்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அபோவ் இருக்கிறதுனால செவன்ட்டி சென்டிமீட்டர் லென்த்து உள்ள பிளவுஸே ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே போதுமானதாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லு வந்து red color body of சாரீ dark ink blue color இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு சரியில் மேக் பண்ணியிருக்கோங்க பாடியில் வரக்கூடிய புட்டா பல்லுவில் வரக்கூடிய ஜரி எல்லாமே கோல்டு டெஸ்ட் ஜரிங்க ஹாஃபைன் ஜரி அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாதுங்க அந்த ஜரி, நெக்ஸ்ட்டு சரி நம்ம பார்க்குறோம் ஸாரியுடைய ப்ரைஸ் ஸேரீயோடைய கோடு அண்ட் ஸேரீயோடைய பிக்சர்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே கேட்டகிரிவைஸ் வந்து சஃப் சவ் சாரீஸ் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய கேட்டகிரிஸ் இருக்குதுங்க அதாவது பார்டர்லெஸ் ஸேரீ ஜரி பார்டர் சேரீ சைடு புட்டா ஸாரீ போச்சம்பள்ளி ஹாஃப் அண்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் இந்த மாதிரி நிறைய கேட்டகிரீஸில் நம்ம வந்து ஸாரீஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் கேட்டகிரிவைஸுங்கூட சேரீ பார்த்துக்கலாம் இந்த சாரியில் பழுவன் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலருங்க பாடி ஆஃப் சாரி பேய் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு ஜரில இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு ஜரி டெஸ்டட் ஜரிங்க இங்கே நான் சொல்கிறது நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்குறோம் எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ஆஸ் யூஷுவல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி யூடியூப் வீடியோ பார்த்து புக் பண்ணிங்களோ அதே மாதிரிதாங்க இது வாட்ஸ்அப்பில் நாங்கள் இன்டிமேஷன் கொடுப்போம் நீங்கள் அந்த சாரீஸை எங்கே போய் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ ஆஸ் யூஷுவல் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணி நீங்கள் பார்சல் வந்து ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய அமௌண்ட்டு மட்டும் கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க இந்த கொஞ்சம் டபுள் டோனாக இருக்கும் அண்ட் கோல்டு அவைலபிளா இருக்குங்க அண்ட் இந்த சாரி எல்லாமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் தாங்க புட்டாக இருக்கு பழுவன் பிளவுஸ் ப்ளூயிஷ் கிரீன் ஸோ இது இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் வெப்சைட்ல தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் வர்ணா சாரீஸ்ங்கிற வர்ணா சாரீஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறோம் அதாவது எங்கள் வெப்சைட்குள்ளே எப்படி போகணும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் வீடியோ வந்து நம்ம லிங்க்கு கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை பார்த்து கூட நீங்கள் எங்களுடைய வெப்சைட் வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற பார்த்து புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு சாரி நம்ம பார்க்குறோம் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சேரி டபுள் ஷேடில் வருங்க ஆரஞ்ச் அண்ட் பிங்க் காம்பினேஷன் அதில் ஆரஞ்சு தான் வந்து ரொம்ப டாமின்டாக இருக்கும் பிங்க் வந்து லைட்டாக இருக்கும் இதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்ட் ஜரியில் நம்ம புட்டாஸும் பல்லூல வரக்கூடிய டிசைனும் பண்ணியிருக்கோம் அண்ட் ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்பேச் ஆகுங்க டிஸ்பேட்ச் ஆகும்போது கொரிய சைட்லேருந்தே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அதுவும் நார்மல் மெசேஜ் வரும் அந்த நார்மல் மெசேஜ்லேயே உங்கள் பார்சலை ட்ராக் பண்ணுறதுக்கு உண்டான இருக்குங்க நீங்களே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ட்ரெண்டிங் கலெக்ஷன் பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் இதுவுமே ப்ளூயிஷ் க்ரீனில் தாங்க இருக்கும் டபுள் ஷேடு பல்லுவன் ப்ளஸ் வந்து yellow and pink இந்த ரெண்டு காம்பினேஷனில் டபுள் ஷேடில் இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா gold and silver ஜெரீலாக ஆல்டர்னேட்டிவாக பாட்டமில் மட்டுமே அந்த புட்டாஸ் வர மாதிரி இருக்குங்க பேமெண்ட்டு மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட அக்கௌண்ட் பே ஃபோன்பே பேடிஎம் இது அவைலபிளாக இருந்தது இப்போ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் க்ரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நெட் பேங்கிங் பேடிஎம் யூபிஐ ஈவன் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட இருக்குங்க பே லேட்டர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வெப்சைட்டில் வந்துடும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஸோ அந்த செக் அவுட் ஆப்ஷன்ஸ் போகும்போதே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியுடைய கலர் சொல்லிடுறேங்க பலன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் பாடி ஆஃப் சாரீ ரேடியம் க்ரீன் கலருங்க இதுலேயுமே புட்டால் கோல்ட் அண்ட் சில்வர் ஜரில ஆல்டர்னேட்டிவாக வருங்க அண்ட் ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் ஷிப்பிங் உங்களுக்கு message அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னு மெசேஜ் வந்தாலே அந்த மெசேஜ்லேயே உங்களுக்கு ட்ராக்கிங்கான அந்த பார்கோடுமே வந்துடுங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ அந்த மெசேஜ் நார்மல் மெசேஜில் இருந்தே நீங்கள் உங்களுடைய பார்சலை ட்ராக்கிங் கூட பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ட்ராக்கிங் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் contact காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம் ட்ராக்கிங்க்காக இப்போ நீங்கள் body of ஆஃப் pink color, கலர் and blouse, yellow and pink காம்பினேஷனில் இருக்கும் டபுள் ஷேடுங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெப் பேஜ்லேயே கீழே பாட்டமில் ரிட்டன் பாலிசிங்கிறது கொடுத்துருக்கோம் நீங்கள் அது ஃபுல்லாக ஃபுல்லாக போய் என்ன பண்ணுங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் நிறையா பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஆஸ் யூஷுவல் ரிட்டன் பாலிசி இருக்குதுங்க சரி டேமேஜாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் இமெயில் பண்ணலாம் கண்டிப்பாக எங்களுக்கு என்ன வேணும்னா அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க அந்த வீடியோ அனுப்புங்க கண்டிப்பாக நம்ம அதை பார்க்குறோம் பார்த்துட்டு ரிட்டன் வாங்கிக்கலாம் பல்லோன் பிளஸ் பிங்க் கலர் பாடியில் வரக்கூடிய and gold அண்ட் கோல்டுனேட்டிவா வருதுங்க இந்த சேரீஸ் எல்லாமே வந்து pure சில்க்குங்க 100% pure silk சில்க் சாரி அண்ட் ஹேண்ட்லூம் கைத்தறியில் நெசர்வ் பண்ணால் ப்யூர் சில்க் சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் ஸோ எப்படி ஒவ்வொரு சேரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வருதோ அது மாதிரி ஒவ்வொரு சாரிக்குமே ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் சாரீ பிரைஸோட இன்க்ளூட் ஆகியிருக்குங்க ஸோ ஸாரியோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாங்க அண்ட் இப்போ வந்து சில்க் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு ஸோ அதனால சேரீடைய ப்ரைஸும் லிட்டில் ஹையாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாடி டார்க் வயலட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிங்கிஷ் ஆரஞ்சுங்க இந்த சேரீயில் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரெஞ்ச் பாடி ஆஃப் சேரீ டார்க் வயலட் கலர் இதுலேயுமே சில்வர் அண்டு கோல்டு டெஸ்டட் சரீல புட்டாஸ் வருதுங்க நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் வயலட் கலர் பாடி ஆஃப் சேரீ வயலட் கலர் டபுள் ஷேடுங்க பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர் இதுலேயுமே கோல்ட் அண்டு சில்வர் டெஸ்ட் சரியில் உங்களுக்கு புட்டாஸ் வருது கலர் கன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வீடியோ நம்ம இந்த சாரியை பார்த்து தான் பேசிட்டுருக்கோங்க லைவா சேரீயை பார்த்து தான் கலர் சொல்லிட்டுருக்கோம் ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த கலர் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாக்டாக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறீங்க அப்படின்னாலுமே கம்பல்சரி ஒன்ஸ் வீடியோவை பாருங்கள் ஏன்னா வீடியோவில் தான் நேரடியாக நம்ம இந்த ஸாரியுடைய கலரை பார்த்து சொல்கிறோம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப இன்னுமே ஈஸியாக இருக்கும் அந்த ஸாரீ என்ன கலரில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் கம்பல்சரி வீடியோவை பார்த்துருங்க அந்த சாரியுடைய கலர் கன்ஃபர்மேஷனுக்காக இப்போ நீங்கள் பார்க்குறது பலூன் ப்ளவுஸ் க்ரீன் கலர் பல்லில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு சரிங்க பாடியில் கோல்டு அண்டு சில்வர் டெஸ்டு சரி பாடியோடைய கலர் நேவி ப்ளூ அண்ட் எப்போவுமே இது வந்து கைத்தறியில் நெசவு பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷாக தறிலேருந்து வரக்கூடிய சேரீ லிட்டில் ஸ்டிஃபாக இருக்கும் பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த ஸ்டிஃப்னஸ் கம்மியாகி நல்லா வந்துடும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு அண்ட் இது கைத்தறி மேட் அப்படிங்கிறதுனால ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து டேமேஜே இல்லைங்க அது பொதுவாக எல்லா கைத்தறி சாரீலேயுமே இருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது பலுவன் ப்ளவுஸு க்ரீன் கலர் ஆல்கே க்ரீன் மாதிரி இருக்குங்க அதாவது பாசா கலர் மாதிரி இருக்கும் பாடி ஆஃப் சேரீ பிங்கிஷ் ஆரெஞ்ச் பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்டு கோல்டு டெஸ்ட் ஜரியில் இருக்குங்க நம்ம கஸ்டமர் கேர் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் நைன் ஏஎம்ல இருந்து ஈவினிங் 6PM வரைக்கும் நீங்கள் தாராளமா, கால் பண்ணி பேசலாம் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணும்போது அவங்களால கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்குங்க நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரீ பாட்டில் க்ரீன் பளு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க இதுவுமே சேம் ஆஸ் யூஸ்வல் முன்னாடி சொன்ன அதே உள்ள போயிட்டு அப்படிங்கிற சூப்பரான டீடைல்டு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம லிங்க்கு கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ வயலட் கலர் டார்க் வயலட் கலர் பலூன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்ட் கோல்டு டெஸ்ட் சரியில் இருக்குங்க இந்த வீடியோவில் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் சாரீஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீஸோடைய பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குதுங்க த்ரீ பிக்சர்ஸ் வந்து இருக்குங்க சாரியுடைய ஃபுல் பிக்சர் இருக்கும் அண்ட் தென் ஸ்லைடாக இருக்கக்கூடியது இருக்கும் அதாவது ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி அண்ட் ப்ளவுஸுடைய பிக்கும் கூட நம்ம அங்கே அட்டாச் பண்ணியிருக்கோங்க அது போக நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போகும்போதே அங்கே நம்ம இந்த யூ சாரீஸுடைய இந்த யூடியூப் வீடியோ லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அங்கேயும் வீடியோ டிஸ்பிளே ஆகும் நீங்கள் வெப்சைட்குள்ளே போனாலுமே அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகும் ஸோ அந்த வீடியோ டிஸ்ப்ளே ஆகிறத நீங்கள் அங்கேயே வெப்சைட்குள்ளேயே பார்த்துட்டு அதுக்கு கீழே பிக்சர் பார்த்துட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பலுவான் ப்ளவுஸ் ராமர் கிரீன் பாடி ஆஃப் சாரி நேவி ப்ளூங்க இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் புட்டாஸ்க்கு சேம் டிசைனில் நெக்ஸ்ட்டு சாரிங்க நான் ஏன் இப்போ வந்து ஸாரீ கோடோ அல்லது ஸாரீயோடைய ப்ரைஸ் சொல்லலை அப்படின்னா அது தேவையில்லை ஏன்னா நீங்கள் வா வெப்சைட்டுக்குள்ளே போகும்போதே அந்த பிக்சர் இருக்கும் அதில் கோடு இருக்கும் கோடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நம்ம கம்யூனிகேட் பண்ணதுனால கோடு தேவைப்பட்டுச்சு ஆனால் இப்போ நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளேயே போகிறதுனால நீங்கள் டேரெக்டாக பிக்சரை பார்த்தே நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் ப்ரைஸும் பிக்சர்ஸ் கீழே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரீ ப்ளூ கலர் பல்வேன் பிளவுஸ் ஆல்கே க்ரீன் இதையுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் ஜரியில் தாங்க மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் அட்ட டைமில் நிறைய கேட்டகரீஸில் இருக்கக்கூடிய நிறைய சாரீஸ் வந்து பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு பிடித்த சாரீஸை வந்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்னொன்று பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து நிறைய நம்ம உங்களுக்காகவே நம்ம பண்ணியிருக்கோம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி ராணி color, bodyல பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரி and blouse, bottle green கலருங்க ஸோ மறந்துடாதீங்க இந்த சாரீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அண்ட் இன்னொரு விஷயமும் பண்ணணும் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் என்ன சாரீஸ் வரப்போகுது அப்படிங்கிற இன்டிமேஷன் நம்ம குரூப்பில் தான் நம்ம போடுவோம் ஃபர்ஸ்ட்டு ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் இருந்திங்கன்னா இந்த சாரீஸ் இன்றைக்கி அப்லோட் ஆக போதா சரி ஓகே நம்ம பார்த்து வாங்கிக்கலாங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி பேஷ் கலர் பழுவன் பிளவுஸ் பிங்க் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்ட் அண்டு சில்வர் டெஸ்டர் சரீல இருக்குங்க அண்ட் இந்த சாரியுடைய பிக்சர் வெப்சைட்டில் இருக்கும் அண்ட் அந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் பிக்சர் மட்டும் பார்க்காம வீடியோவும் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா வந்து கிடைக்கும் அதாவது அந்த ஸாரி ஃபுல்லாக எப்படி இருக்குது அதை டேர்ன் பண்ணும்போது எப்படி தெரியுது அது என்ன கலரில் இருக்குது அதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வீடியோவில் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பெல்லாம் நம்ம வீடியோ போடுறோமோ அப்போ டக்குன்னு நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்து ஸாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிராப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி இங்கு சாரி ரெட் கலர் பல்லுவன் பிளவுஸ் இங்கு ப்ளூ பாடியில் வரக்கூடிய புட்டா Gold அண்ட் சில்வர் டெஸ்டர் ஜெரையில் வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சேரீ Dark Beige கலருங்க Beige கலரே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கொஞ்சம் காக்கி கலர் மாதிரி இருக்கும் பல்வேன் பிளவுஸ் Dark Violet Color, பாடியில் வரக்கூடிய புட்டா Silver அண்டு கோல்டு டெஸ்டர் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ மேங்கோ டிசைனில் இருக்கக்கூடியதுங்க பாடி ஆஃப் சாரி ராயல் ப்ளூ பலுவன் பிளவுஸ் பீச் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டாக ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் ஜரில இருக்குதுங்க பல்லூவில் வரக்கூடியதும் கோல்டு டெஸ்ட் ஜெரீ தான் ஸோ திரும்பவும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறேங்க வர்ணா சாரீஸ் டாட் தான் இந்த சாரீஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சாரியுடைய லென்த்து சிக்ஸ் மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் பிளவுஸோட பிளவுஸுடைய லென்த்து பாயிண்ட் மீட்டர் வித் ஆஃப் த சேரீ 45.5 inches above ஃபைவ் இன்ச்சஸ் அபவ் தாங்க இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ பாடி ஆஃப் சேரீ பாட்டில் க்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் கோல்டு அண்டு சில்வர் ஜெரீல ஆல்டர்னேட்டிவாக வருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்குதுங்க ஆஸ் யூஷுவல் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் முன்னாடி பே பண்ணிடணும் தென் சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாரீ பார்சல் வரும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்குற மாதிரி இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி வைலட் கலர் டார்க் வைலட் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டி சிறியில்தான் நம்ம புட்டர்ஸ் பண்ணியிருக்கோம் பலன் ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க பேஸ்டல் க்ரீனில் இருக்கும் லைட் க்ரீனில் இருக்கும் நெக்ஸ்ட் சேரீ பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்ட் கோல்டு டெஸ்ட் சிறையில் இருக்குங்க ஸோ வாஷிங் பொறுத்த வரைக்கும் ட்ரை கிளீன் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் பிகாஸ் பியூர் சில்க் அப்படிங்கிறதுனால நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணும் போது தான் நல்ல லைஃப் கொடுக்குங்க அண்ணா இந்த சாரீஸ் வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சேரீ வந்து தின்னாக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பாடி ஆஃப் சாரீ பிங்க் கலர் பலூன் பிளவுஸ் நேவி ப்ளூ பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்டு கோல்டு டெஸ்டல் சரீயில இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்த எல்லா சேரீலையுமே பிளவுஸ் வந்து பிளைனுங்க கான்ட்ராஸ்ட் அதாவது பள்ளு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுங்க ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஸாரீ புக் பண்ணுறீங்க வெப்சைட்டில் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே டிஸ்பேச் பண்ணுவாங்க டிஸ்பேட்ச் ஆனதும் கொரியர் சைட்லேருந்தே உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வரும் அந்த நார்மல் மெசேஜ்லேயே ட்ராக்கிங்குடைய டீட்டெயிலுமே வந்துடுங்க ஸோ நீங்கள் ட்ராக்கிங் வந்து பண்ணிங்கூட பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாடி ஆஃப் ஸாரீ வைலட் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்ட் கோல்டு டெஸ்ட் சரியில் இருக்குங்க பழுவன் blouse half white, நெக்ஸ்ட் ஸாரீ எல்லாமே சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரீஸ்ங்க நிறைய பேர் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணதுனாலையும் கேட்டுக்கிட்டதுனாலேயும்தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இந்த வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது க்ரியேட் பண்ணுறதுக்கே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கு தேவை உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோ தூரம் உங்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்த்தது பாடி ஆஃப் சேரீ பிங்கிஷ் ஆரெஞ்ச் பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ டபுள் ஷேடிங்கு ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி தான் இந்த மேங்கோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே gold டெஸ்ட் சரி இந்த சாரீயில் பாடி ஆஃப் ஸாரீ ராமர் க்ரீன் blouse, peach color full ஃபுல்லாகவே gold டெஸ்ட் சரிங்க payment ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் credit card use பண்ணலாம் debit card use பண்ணலாம் net banking, paytm, upi even emi கூட options இருக்குங்க, pay later options கூட இருக்குங்க so நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் purchase பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது வர்ணா சாரீஸ் டாட் காம் வர வெப்சைட்டுக்கு போய் பார்க்கணுங்க ஒவ்வொரு சரி கூடையும் இந்த சில்க் மார்க்டாக் கட்டாயம் you, thank you for watching.